வணக்கம் இப்போ நாம க்ரூடாயில் ஒன் மினிட் சாட் பார்க்குறோம் இன்றைக்கு டே பார்த்தீங்கன்னா மார்ச் 22, டூ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11.56 ஃபிஃப்டி ஆகுது இப்போ நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனட் ஆயிருக்கு அதனால நமக்கு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் இப்போ குரூட் ஆயில் செல் பண்ணலாம் எயிட் சிக்ஸ் செல் பண்ணுங்கன்னு வந்திருக்கு இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த கேண்டலினுடைய மூவமெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த சைடு வந்து வருதோ அதை பிரேக் அவுட்டை நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹியூஜான ஒரு gap-up அந்த gap கேப்அப்னுடைய கண்டினுவேஷனாக நமக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராவல் ஆகிட்டே வந்தது இப்போ ஒரு லெவன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு நம்ம எவ்வளே வந்து ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஒரு டுவெல்பிஎம்க்கு அப்புறம் எந்த மாதிரி கால் வந்து ஜென்ரேட் ஆகுறதான் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் இது கரெக்டாக இந்த டுவெல் பி கிட்ட ஒரு கால் வந்துச்சு அதனால் இந்த கால் ஷோ பண்ணுறோம் அப்புறமும் என்ன கால் வருது பார்க்கலாம் மேக்சிமம் இதில் கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வருது அப்படின்னா இப்போ கரண்ட்டில் பைக் கால்னா நெக்ஸ்ட்டு செல் கால் வரும் கரண்ட்டில் செல் கால்னா நெக்ஸ்ட்டு பை கால் தான் வரும் ஸோ உங்களுக்கு ஆப்போசிட் கால்ஸ் மட்டும் தான் ஜென்ரேட் ஆகும் ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு எயிட் செல் பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் அப்படியே கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குதுல அதான் ஃபர்ஸ்ட் ஆராய்ட் கூறிய லைன் அண்ட் செகண்ட் ஆர்ட் கூறிய லைன் மேல இருக்க லைன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப்லஸ் லைன் ஃபர்ஸ்ட் ஆராய்ட் பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இருக்குது நாம இப்போ வந்து இந்த டொண்ட்டி டூ பாயிண்ட் அச்சீவ் பண்ணுதான் ஸோ டார்கெட் ஒன்னு ப்ரேக் அவுட் பண்ணுதான்றதான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் டோல்பியமுக்கு அப்புறம் என்ன கால் வருது அதாவது பைக்கால் தான் வரும் ஸோ கால் எப்படி வருதுன்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன் சைடில் வந்து இறங்க ஆரமிச்சிருக்கு ஸோ நமக்கு வந்து செல் கால் ஜென்ரேட் ஆன ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோ வந்துச்சு அந்த லோவாக இப்போ ஃபிஃப்த் கேண்டில் ஒரு டோல்பியம் கேண்டில் தான் வந்து பிரேக் அவுட் பண்ணுது மார்க்கெட் பாருங்க டோல்பியம் ஆனோன்னா டக்குன்னு ஒரு ஹெவி மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு 8640ல சிக்ஸ் வந்து செல் கால் பாத்தீங்கன்னா இப்ப எயிட் வரைக்கும் டவுன் சைட்ல இறங்கியிருக்கு சிங்கிள் கேண்டில் வந்து கிடைச்சிருக்கு பட் இப்ப நெக்ஸ்ட் வந்து கிடைச்சிருக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா அது அப்புறம் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு டூ ரேஞ்ச் வரைக்கும் டவுன் தான் ஒரு ஃபோர் பாயிண்ட் மேல பாத்தீங்கன்னா நமக்கு டவுன்சைட் மார்க்கெட் இருந்து இப்போ ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு ஈக்குவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்க கொஞ்சம் மார்க்கெட்ல இந்த கேண்டில்ஸ் மூவமெண்ட் அனலைஸ் பண்ணி எப்பெல்லாம் இந்த கேண்டில்ஸ் மூவமெண்ட் வந்து பிரேக் கொடுக்குதோ அப்போலாம் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் நமக்கு மேலே பிரேக் அவுட் கிடைச்சா பைக்காலாகவும் கீழே பிரேக் கிடைச்சா செல் கால்வும் வந்து ஜெனரேட் ஆகும் கால் வரும்போது கேண்டல்னுடைய கலர் பார்த்தீங்கன்னா அப்படி மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிக்ஸ் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்ல ரெண்டே ட்ரெண்ட்னா ஒன்று பை ட்ரன் இன்னொன்று செல் ட்ரன் ஸோ பை ட்ரென் கிரீன் கலர்ல வர மாதிரியும் செல் ட்ரென்னா ரெட் கலர்ல ஓப்பன் ஆகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணிய வச்சிருக்கோம் அப்படி நமக்கு கிடைச்ச பைசல் கால்ஸ் மூவமெண்ட் அதை நம்ம வந்து பார்த்தோம் பைக்காலும் பாருங்க நம்ம பேசிட்டு இருந்த ஒன் மினிட் கேப் பண்ணிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேனுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்க செண்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மார்க்கெட் நமக்கு இங்கே தான் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு மார்ச் டுவெண்ட்டி டூ ஓப்பன் அப்படியே அந்த எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் போச்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு செல் கால் லெவன் வந்தது நம்ம பார்த்தோம் ஓப்பனிங்ல ஃபர்ஸ்டார்ட் அச்சீவ் பண்ணிச்சு அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுன் தான் எயிட் ரேஞ்ச் வந்துச்சு அதுக்கப்புறம் த்ரீ தேர்ட்டிக்கு பாருங்கள் நமக்கு வந்து மார்க்கெட் ரெக்கவரி ரெக்கவரியில் பை கால் இப்ப வரைக்கும் நடந்த புல் டே மார்க்கெட் பண்ணிக்கணும் வாட்ஸ்அப்ல ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க